ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான போச்சம்பள்ளி இகாட் டைப் சாஃப்ட்வெல் சாரீஸோடைய கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்போது அதுவும் ரீசண்டேஸாக வந்து நம்மக்கிட்ட போச்சம்பள்ளி சாரீஸோடைய என்கொயரிஸ் அதிகமாக வந்துட்டுருக்குங்க ஸோ அதனாலயே நாம் நிறைய வெரைட்டிஸில் வந்து காட்டிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி நாமளே வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் அந்த 5500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் ஏற்கனவே சொன்னதான் அதோடைய குவாலிட்டி வேறு இதோடைய குவாலிட்டி வேறு அதோடைய ரேட்டும் வேறு இதோடைய ரேட்டும் வேறு இந்த சாரீஸுரிய ப்ரைஸ் 6500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லிங்க மட்டுமே இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் ஷேடில் இருக்கக்கூடிய பாடிங்க பாடி வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் டபுள் ஷேடில் இருக்கும் பல்லு அண்ட் ராயல் ப்ளூங்க ஸோ ப்ளவுஸுங்க இது again i repeat the price of the saree 6500 only these are all handloom made pure silk saree coming with silk mark certified each and every one has a unique design and different color combination second saree pakkranga idu vandu blue with magenta combination pallu and blouse magenta body blue color top and bottom tissue border varamadhiri irukenga பேக் சைடும் காட்டிடலாம் எங்ககிட்ட ஆப்ஷன் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி ப்ரீ பேமெண்ட் அப்படின்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம்ல நீங்கள் சாரியுடைய அமௌண்ட்டு மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா போதுங்க ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை இந்த சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணா மட்டுமே கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க தென் சாரீ பார்சல் வரும்போது சாரியோடைய அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் கேஷாக கொடுத்தா போதுங்க இப்போ நம்ம பார்க்குறது இதுவுமே டபுள் ஷேடு தான் பலுவன் பிளவுஸ் ப்ளூ கலர் கோப்பசல் ஃபிட் ப்ளூ பாடி பிங்கிஷ் ஆரஞ்சுங்க பிங்க் அண்ட் ஆரஞ்சு மிக்சிங்கில் இருக்கும் இது ப்ளவுஸ் ப்ளூ கலர் இதில் எல்லாமே வந்து டெசில்ஸ் போட்டிருக்குங்க இதில் என்ன அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாட் போட்டுக்கணுங்க சில இதெல்லாம் ஃபுல்லாகவே போடாமல் இருக்கும் அதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேக்ஸிமம் டசஸ் போட்டிருக்குங்க நீங்கள் ஒன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டசஸ் போட்டிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாங்க டசஸ் போட்டு தான் வேணும் அப்படின்னா எங்களுக்கு ஒன் டே டைம் எக்ஸ்ட்ரா வருங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது எமெர்ஜென்சி அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அது உடனே சீக்கிரம் கிடைக்கும் இதே கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா கண்டிப்பாக ஒன் வீக் எவ்வளோ ஆகுங்க இப்போ நீங்கள் பார்த்தது எல்லோ கலர் வித் காபர்சல்ஃபைட் ப்ளூ காம்பினேஷன் நெக்ஸ்ட் சரி நம்ம பார்க்குறோம் blue and blue combination பலன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலருங்க Body, ப் கலர் ஸ்கை ப் கொஞ்ச டார்காக இருக்கும் பிளவு பார்க்குறீங்க பேக் சைட் பார்த்திடலாம் இது வந்து சரி அப்படின்னு சொல்லிங்களா ஸோ அதனால வந்து அந்த டிசைன் வந்து இருக்கும் பிரிண்டடு கிடையாதுங்க இது வந்து வீவ் பண்றதுக்கு முன்னாடியே த்ரெட்லேயே வந்து டை பண்ணுது பலூன் பிளவுஸ் இங்கு ப்ளூ பாடி ராணி பிங்க் கலருங்க இது பிளவுஸ்ங்க ரீசேலர் ஹோல்சேலர் கஸ்டமர்ஸ் எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் அதாவது அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய டவுட்ஸு எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி பேசினா டவுட் கிளியர் ஆகும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் செப்பரேட் நம்பருங்க அந்த நம்பர் வர்ணா சப்போர்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும் கஸ்டமர் கேர் அப்படின்னு இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் மெயின் வர்ணா நம்பர் நைன் 9562 ஃபைவ் சிக்ஸ் டூ இந்த நம்பரில் தாங்க புக்கிங்கே இருக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ண மாட்டாங்க ஒன்லி வாட்ஸ்அப் மூலமாக தாங்க ஃபுல்லாகவே புக்கிங் அண்டு நீங்கள் என்ன கொஷின்ஸ் கேட்குறதா இருந்தாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா டவுட்ஸுடைய ஆன்சரும் அதில் வந்துடுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது பிளாக்குங்க பிளாக் வித் ராணி பிங்க் இப்போ பார்க்கறது இங்கு ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ காம்பினேஷன் பளு அண்ட் பிளவுஸ் ஸ்கை ப்ளூ பாடி இங்க் ப்ளூ கலர் பிளவுஸுங்க இங்க் ப்ளூ கலர் பிளைன் எல்லாமே இதில் வரக்கூடிய பிளவுஸ் எல்லாமே பிளைனா இருக்குங்க பளு என்ன கலரோ அதே கலர் தான் வரும் நெக்ஸ்ட் சரி நம்ம பார்த்துலாம் பலூன் பிளவுஸ் ப்ளூ கலருங்க இதில் பாடி நேவி ப்ளூ வாட்ஸ்அப் மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நமக்கிட்ட சீக்கிரமாகவே புக்கிங்ஸ் நடக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் மெசேஜ் பண்ணி புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த சேரீ வந்து புக் பண்ணுவோங்க இதுவுமே அடுத்த ஒரு பிளாக் கலெக்ஷன் தாங்க பாடி வந்து பிளாக் கலர் பழுவன் ப்ளவுஸ் ரோனி பிங்க் கலருங்க ப்ளவுஸுங்க இது வந்து இது இந்த வருங்கும்பு அண்ட்ல் ரெண்டு இருக்குங்க பார்க்கறோம் இது சூப்பரா இருக்கு கொஞ்சம் நிறைய பேர் டிஃப்ரெண்டாக கேட்டதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் டெம்பிள் பார்டர்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் கீழே டெம்பிள் டிசைன் வந்திருக்கும் பலன் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலர் பாடி டபுள் ஷேடுங்க லேவண்டர் லேவண்டரில் இருக்கும் லாவண்டரில் பிங்க்கு டிசைன் பிங்க் அண்டு ஒரு மாதிரி பிங்கிஷ் ஆரேஞ்சில் வர மாதிரி இருக்கும் பட் கலர் வந்து இது லேவண்டருங்க லேவண்டரில் டிசைன்ஸ் வந்திருக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த சேரீ பார்க்குறதுக்கு அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஃபோட்டோ அனுப்பி புக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் மெசேஜுக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மெசேஜ் கீழே இருக்கும் அதாவது ஏர்லியராக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏர்லியர் டைமிங்லேயே இருக்கும் அப்போ நாங்கள் மெசேஜ் ரிப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு சீக்கிரம் பார்த்து சீக்கிரமாக ரிப்ளை பண்ண முடியும் சரி இருக்கா இல்லையா இல்லை வேறு யாராவது புக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு உடனே கொடுக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருந்தா மெசேஜ் பின்னாடி போயிடும் ஸோ அப்போ ஏர்லியராக எங்களால் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாதுங்க இப்போ பார்க்குறது பாடி ப்ளூ கலர் பலூன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்சுங்க இதுதான் நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் பலூன் பிளவுஸ் இதில் ஸ்கை ப்ளூங்க பாடி டபுள் ஷேட் கலர் அதாவது பிங்க் அண்ட் ஆரஞ்சு மிக்சிங்கில் இருக்குது ஒரு கோல்டன் மிக்ஸிங்கும் அதில் வருங்க ப்ளவுஸுங்க இது வந்து பிங்க் அண்ட் ஒரு கோல்டன் எல்லோ அந்த ஷேட்லேயுமே வரும் அண்ட் உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ அந்த சாரீயுடைய ஃபோட்டோ அனுப்பி நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து சிங்கிள் சாரீ கூட வாங்கலாம் சிங்கிள் சேரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் கூட வாங்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரினால் ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டும் தான் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் இதே ப்ரீ ப்ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்போ எவ்வளோ சாரீஸ் வேணுமோ அதோடைய பிக்சர்ஸ் அனுப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டூ சாரீஸ் வேணும்னா டூ சாரீஸ் வேணும் டூமே எனக்கு புக் பண்ணுங்கள் த்ரீனா த்ரீ ஆல்ஸோ வேணும் புக் பண்ணுங்கள் இல்லை இந்த த்ரீ சாரீஸில் வந்து எனக்கு எது இருந்தாலும் ஓகே இந்த த்ரீல எது இருந்தாலும் எனக்கு ஒரு ஸாரீ புக் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புக் பண்ணலாம் ஏன் அப்படின்னா உங்கள் மெசேஜுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுவோன்னா அடுத்தடுத்த மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுவோம் ஸோ நீங்கள் அவைலபுள்னு கேட்டாலோ இல்லை இந்த த்ரீ சாரீஸ் அவைலபிளான்னு கேட்டாலோ இல்லை இந்த த்ரீ சாரீஸ் ஒன் பை ஒன்னாக புக் புக்குன்னு சொன்னிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு எங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகாது ஸோ எந்த சாரியுமே உங்களுக்கு புக் பண்ண முடியாமல் போகக்கூடிய சான்சஸ் நிறையாவே இருக்குதுங்க அப்படி இருந்துருக்கு ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது ப்ளவுஸ் அண்ட் பல்லூர் ராணிப்பிங் பாடி க்ரீன் கலருங்க சூப்பராக இருக்குது இந்த சரியுமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பளு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூ ராயல் ப்ளூ பாடி ஸ்கை ப்ளூங்க இதில் டாப் அண்ட் பாட்டமில் போர்டர் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் நிறைய வெரைட்டிஸ் கேட்கறதுனால நாமளும் நாளுக்கு யோசிச்சு நிறைய வெரைட்டிஸில் நம்ம சாரீஸ் வந்து காட்டிகிட்டே இருக்கோம் அண்ட் எப்பவுமே சாரி வந்து ஃப்ரெஷ்ஷாக தறையிலிருந்து வருது அப்படின்னா லிட்டில் ஸ்டிஃபாக இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியாகும் இப்ப நம்ம பார்க்கறது ப்ளூ வித் மெஜந்தா காம்பினேஷன் பலன் பிளவுஸ் மெஜந்தா பாடி ப்ளூ கலர் அதில் ஃபுல்லாக வந்து ஒரு கொடி வந்த மாதிரி இருக்கும் அதுல ஒரு மாங்கா இந்த ஷேப்ல பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் சரி பத்தர்லாங்க இது வந்து கிரீன் ஒரு லெமன் கிரீன் கலர்ல வரும் பாடி பழுவன் பிளவுஸ் ராயல் ப்ளூங்க அண்ட் உங்களுக்கு 100% பெர்சன்ட் வேணும்னா தயவு செஞ்சு நீங்க புக் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டவுட் இருந்தா கூட என்ன பண்ண வேண்டாம்னா தயவு செஞ்சு புக் பண்ண ஏன் அப்படின்னா இப்போ இந்த சாரி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிச்சுதான் நீங்க கேட்பீங்க அப்படிங்கும்போது நீங்கள் புக் பண்ணிட்டீங்க பிடிச்சி புக் பண்ணிட்டீங்க ஆனால் டவுட்லையே இருக்குது வாங்கலை இப்போ மாதிரியே மற்றவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா அதாவது வாங்கணும்னு நினச்சி புக் பண்ணணும்னு நினச்சி ஆனால் புக் பண்ண முடியாமல் அதாவது ஸாரீ அவைலபிள் இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா சப்போஸ் நீங்கள் வேணான்னு அப்போவே சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்னா அவங்களுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்போது அவங்க நான் அந்த சேரீ வாங்கி சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறதுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா புக் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா புக் பண்ண சொல்லாதீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்தது வந்து டபுள் ஷேட் கலரு இதுவுமே பிங்க் அண்டு கோல்டன் எல்லோ காம்பினேஷனில் இருக்கும் பாடி ப்ள ப்ளவுஸ் அண்டு பல்லு ராயல் இந்த டிசைன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் நம்ம வீடியோலையே பாடி ஹாஃப் வைட்டுங்க பழுவன் பிளவுஸ் ராணி பிங்க் கலருங்க சப்போஸ் ஏற்கனவே ஒரு சாரி நீங்க புக் பண்ணி அந்த சாரி உங்களுக்கு கிடைக்கல ஆனால் அதே சாரி அடுத்த அப்டேட்டில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் அது செகண்ட் சரியாக இருக்குங்க அதாவது அந்த கலரில் தறையிலருந்து வந்தால் செகண்ட் சாரியாக இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் அதுதான் ரீசன் செகண்ட் சாரி வரும் நம்ம வந்து ஏன் முன்னாடி கேட்கும்போது இது இருக்குது தறியில் இருக்குது வாங்கி தர முடியாதான் அப்படிங்கிறத ஏன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த சாரீ நமக்கு கைக்கு வந்தால் மட்டுமே தான் நம்ம கஸ்டமர்கிட்ட உறுதியாக சொல்ல முடியுங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்மளால் உறுதியாக இப்போ வரும் அப்போ வரும் அப்படிங்கிறத சொல்லி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறது இல்லைன்னா கம்மிட் பண்ணிக்கிறது இல்லை ஸோ இது ஒரு ரீசனுங்க அதே கலர் சாரீ அதே டிசைன் சாரீ செகண்ட் டைம் வர்றதுக்கு இது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த கலர் சொல்லிடுங்க இது பாடி வந்து எல்லோ கலர் பலன் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க இந்த சாரீ பார்க்குறோம் இது பாடி ராணி Pink Color பலூன் ப்ளவுஸ் காப்பு சில்ஃபிட் ப்ளூங்க ஸோ செகண்ட் ரீசன் சேம் சேரீ அதாவது சேம் டிசைன் சேம் கலர் சேரீ இன்னொரு அப்டேட்டெலாம் அகெயின் வரதுக்கு காரணம் கஸ்டமர்ஸ் வந்து நீங்க தாங்க என்ன அப்படின்னா சில கஸ்டமர்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிடுறாங்க ஆனால் அங்கே வரும்போது பிக்கப் பண்ணுறது இல்ல நம்ம கால் பண்ணி கேட்டால் அப்போ பிடிச்சிச்சுங்க நான் ஆர்டர் பண்ணுங்க வரும்போது எனக்கு வேண்டான்னு தோணுச்சுங்க அதனால் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணும் அதாவது என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் திட்ட வேண்டியது எங்களை இல்லை இருக்க கஸ்டமர்ஸை தாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அனதர் கஸ்டமர் புக்குடன் நான் சொல்லியிருந்தாலுமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழித்து அகைன் கூட நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலான்னா அந்த சேரீ அவைலபிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நான் திரும்பியும் இந்த ஒரு ஒன் மந்த்தாகவே நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் புக் பண்ணுறவங்க எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லைங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க சில பேர் சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்களுக்காக நம்ம புக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ நீங்கள் பார்த்தது பாடி எல்லோ கலர் பல்லன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி அந்த சாரீ ஃபுல்லாக சோல்டு அப்படி நீங்கள் சொல்கிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாங்க ஏன்னா சம் சுச்சுவேஷன்ஸ்னால அந்த கஸ்டமர்னால அந்த சேரீ பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் போகலாம் நிஜமாலுமே சம் ரீசன்ஸ் இருக்கும் அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த ரீசன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா ஓகேங்க ஆனால் என்ன ரீசன்னே சொல்லாமல் ரிப்ளை பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் கூட சில கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணிகிட்டே கவனம் இருப்பாங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க இப்படியும் கஸ்டமர்ஸ் இருக்காங்கங்க ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க ஆக்சுவலி ஸோ டைம் பாஸ்க்கு தயவு செஞ்சு நீங்கள் புக் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா மட்டுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி பிங்க்குங்க பிங்க்கில் வந்து எப்படி வந்திருக்குன்னா கோல்டன் எல்லோ மிக்ஸிங்கில் வந்திருக்கும் டபுள் ஷேடுங்க இது ஃபுல்லாக டபுள் ஷேடு பிங்க் அண்டு கோல்டன் எல்லோ காம்பினேஷனில் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த சாரிங்க இது வந்து பல்லூர் பிளவுஸ் இங்கு ப்ளூ பாடி இதுமே கொஞ்சம் டபுள் ஷேடு தான் ஆரஞ்சில் வரும் ஆரஞ்ச் அண்ட் கோல்டன் எல்லோ காம்பினேஷன்ல வரும் இதுவுமே சூப்பரான கலர் காம்பினேஷனில் இருக்குது பாடி கலர் வந்து டபுள் ஷேடாக இருந்தாலுமே அழகாக இருக்குது இதோடைய பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் பாடி பிங்க் கலருங்க பிங்க்கில் வந்து கோல்டன் எல்லோ வந்துருக்கும் பிங்க் வந்து கொஞ்சம் டாமினட்டாக நல்லாயிருக்கும் ஸோ எங்களுக்கு வேண்டியது எப்போவுமே உங்களுடைய சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தாங்க எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கோப்ரேட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் நிறையா வந்து ஆஃபர் அண்ட் நிறையா சப்போர்ட் பண்ணுவோங்க ப்ரொவைட் பண்ணவும் முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது பிளாக் அண்ட் மெஜெந்தா காம்பினேஷன் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா பாடி பிளாக் கலர் நெக்ஸ்ட்டு இது பார்க்குறீங்க back side ஸோ இதில் பண்ணியிருக்க ஒர்க் வந்து இந்த பிளாக் கலருக்கு நல்லாவே தெரியுதுங்க இப்போ இதோட த்ரீ பிளாக் கலர் சாரீஸ் நம்ம இந்த செட்லையே பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற லாஸ்ட் சாரீ இதுதாங்க பலூன் பிளவுஸ் மெஜந்தா கலர் பாடி க்ரீனுங்க பேல் க்ரீனில் இருக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு டபுள் ஷேட் மாதிரி தெரியும் பிளவுஸ் பார்க்குறீங்க பேசைடுங்க எல்லாம உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டிட்டோம் நாம டிஸ்பிளே பண்ணிடுறோம் நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது புரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்க இதை நீங்க ஷேர் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சில்க் சாரீஸ் ஃபோர் ப்ளை த்ரெட் ஒர்க் சாரீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் ஒவ்வொரு சாரீ கூடையும் சில்க் மார்க் டேக் கட்டாய வந்துருங்க எல்லாமே பியூர் சில்க் சேரீங்க அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் mark tag டேக்கோடு உங்களுக்கு வருங்க Thank you, thank you for watching